வணக்கன்னு வாள ரெண்டி தெரியாதா வான்ஸ் போர் வான்ஸ் போர் வான்ஸ் போர் உன்னால வேக ரெண்டி புரியாதா இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நீங்க எடிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா Subscribe பண்ணீங்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டுடுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதில் கெயின் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கெயின் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் க்ரியேட்டிவ் அப்படின்னு இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அஸ்பெக்ட் ரேஷோவில் பதினாறு இஷ்ட ஒம்பதுன்னு அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே நெஸ்ட்டுன்னு இருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்குங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் மேலே இட்டு ஆப்ஷன் காட்டும் நீ கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு அந்த இமேஜ்மை நீங்கள் ஒரு தூர கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ எந்தளவுக்கு எடிட் பண்ணணுமோ அந்தளவுக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் இருக்கும் அது நீ கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு நீங்கள் வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பிடிக்கல உங்களுக்கு வேறு கலர் மாற்றணும் அப்படின்னா அந்த இமேஜ்மை நீங்கள் ஒரு தூரம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வளர்ச்சி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதை நீங்கள் செலெக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கடைசியில் வாங்க அதுல ஹச் யூ ஈடு இருக்கும் அதுல அதை நீங்க மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் தேவை அந்த கலர் உங்களுக்கு நீங்கள் வச்சிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த கலர் தேவையாக அந்த கலர் செட் பண்ணுங்கள் நான் எனக்கு பிடிச்சமான கலர் இதில் நான் செட் பண்ணுறேன் ஓகேங்களா நான் அந்த கலர் செட் பண்ணுறேன் செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க ஓகேங்களா டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமேல் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல தேவை நீங்கள் அந்த இடத்துல இது மூவ் பண்ணி இதில் எப்படி நான் எப்படி செட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்குறதுக்கு செம்ம இருக்கும் ஓகேங்களா செட் பண்ண பிறகு இதை வீடியோ எண்டுத்துக்கு அப்படியே இதை ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆப்ஷன் கார்டு அதை நீங்கள் கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அகை இன்னும் டெம்லெட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இதையும் இந்த ஓரத்தில் இப்படி செட் பண்ணுவீங்க ஓகேங்களா நான் எந்தளவுக்கு செட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி லைட்டில் எப்படி செட் பண்ணுவீங்க ஓகேங்களா அப்பதான் பார்க்கறதுக்கு செம் சூப்பராக இருக்கும் செட் பண்ண பிறகு இதையும் வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இமேஜ் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறோம் இதில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க நான் இதில் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுக்கு லேயரில் போய்ட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் போயிட்டு நீங்கள் அந்த இமேஜ் எடுத்துங்க ஓகேங்களா இமேஜ் எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தரை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கத்திரி இரண்டாவது பாக்ஸ் மூணாவது பார்த்தீங்கன்னா அது வந்து கிராப்பிங் ஆப்ஷன் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மாஸ்கை எனேபிள் பண்ணி விட்டுங்க என்னேபிள் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா சேஃப்புன்றோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மூணாவது சர்க்கிள்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை நீங்கள் அந்தளவுக்கு அப்படி நீங்கள் சுருக்கி ஓகேங்களா நான் இந்தளவுக்கு சே வச்சுக்கிறேன் ஓகேங்களா இந்த அளவுக்கு உங்களை உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை அந்தளவுக்கு நீங்கள் இதை அப்படி சுருக்கி செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் டிகாப்ஷன் கொடுத்த பிறகு அது நீங்கள் அந்த பிக்சர் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் ஒரு ஆரோமார்க் ஆட்டும் அதாவது உங்களுக்கு ஜூமிங் ஆப்ஷன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவை நீங்கள் அந்தளவுக்கு அதை ஜூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்தளவுக்கு ஜூம் பண்ணி இந்த வாட்சில் நான் எப்படி செட் பண்ணுறேன் ஓகேங்களா நான் எப்படி செட் பண்ணுறேன் அதேமாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள் அப்படிதான் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களா லைட்டாக ஜூம் பண்ணிங்க ஜூம் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு செட் பண்ணி ஓகேங்களா செட் பண்ணிட்டு இது அப்படியே வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டீங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஸன் ரூபா நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு அகைன் நீங்கள் வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அடுத்த இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதுலேயும் உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க அதுக்கு லேயில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு கேலரியில் போய்ட்டு நீங்கள் அடுத்த இமேஜ் நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா இமேஜ் நீங்கள் எடுத்த பிறகு இதையும் நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு வளர்ச்சியில் க்ராப்பிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் என் மாஸ்கை எனேபிள் பண்ணிவிட்டீங்க எனேபிள் பண்ணிட்டு சேஃபில் சர்க்கிள் எடுத்துங்க ஓகேங்களா சர்க்கிள் எடுத்த பிறகு இது உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையாக அந்தளவுக்கு நீங்கள் இதையும் சர்க்கிள் பண்ணி சுருக்க வச்சுங்க அப்போ தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் ஓகேங்களா இப்படி சுருக்க பிறகு ஓகேங்களா இப்படி செட் பண்ண பிறகு ஓகேங்களா மேலே டிக்காப்ஸும் கொடுத்தேன் டிக்காப்ஸும் கொடுத்தப்போ அகே நீங்கள் அதேமாதிரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இதை உங்களுக்கு இந்த அளவுக்கு சின்னதாக சுருக்கீங்க ஓகேங்களா சுருக்கி இந்த இட வாட்சில் நீங்கள் செட் பண்ணுங்கள் நான் எப்படி செட் பண்ணுறோம் அதேமாதிரி செட் பண்ணுங்கள் அப்படி தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் இந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் காட்டும் அது நீங்கள் ஓகேங்களா கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பண்ணிணுவாங்க இதில் இன்னொரு பேக்ரூண்ட் ரிமூவான இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுலேயே உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய இமேஜை பேக்ரூவ் ரிமூவ் பண்ணி வச்சிங்க அப்பதான் இதில் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு பேக்ரூண்ட் ரிமூவான இமேஜ் நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா இமேஜ் நீங்கள் எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளாக் இருக்குதுல அந்த பக்கத்தில் நீங்கள் எப்படி செட் பண்ணுங்கள் நான் எப்படி செட் பண்ணுறோம் அதேமாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்படி தான் பார்க்கறதுக்கு செம இருக்கும் ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு இது வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணிவிட்டு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டாக அது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு மியூசிக் பார் ஒன்று ஆட் ஓகேங்களா அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போய்ட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சி அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஸன் அது நீங்கள் கொடுத்துங்க அகே நீங்கள் அந்த டெம்ப்ளேட் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிட்டு இதை சுருக்கு வைங்க அப்படி உங்களுக்கு பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் நீங்கள் சின்னதாக உங்களுக்கு எந்த இடத்துல தேவை அந்த இடத்துல செட் பண்ணுங்க நான் இந்த இடத்துல செட் பண்ணுறேன் அப்படி தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் ஓகேங்களா அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஸன் காட்டால் அது கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகே நம்ம ஒரு லைட் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் போறோம் அதனுடைய டவுன்லோட் பண்ணி லேயர் போயிட்டு மீடியாவில் போயிட்டு எடுத்துக்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு அப்படியே நீங்கள் வலைசெய்ய ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்ப்ரிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க அகைன் நீங்கள் அந்த டெம்ப்ளெட் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே வளர்ச்சி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஷன் கொடுத்துருவோம் கேட்கலாம் டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அப்படின்னா இதில் ஒரு லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணப் போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணுவீங்க அப்டி இல்ல அப்படினா உங்களுக்கு பிடிச்சமான லிரிக்ஸ நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கு நீங்க லேயர்ல போயிட் மீடியால போயிட் டவுன்லோட்ஸ்ல போயிட் அது நீங்க எடுத்துங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்க அப்படியே வலஸ்ர அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கனா அதுல ब्लெண்டிங் இருக்கும் அது நீங்க সিলেক্ট பண்ணுங்க সিলেক্ট பண்ணிட்டு அப்படியே இதுல ஸ்க்ரோல் பண்ணீங்கனா அதுல ஸ்கிரீன் இருக்கும் அது நீங்க সিলেক্ট பண்ணிட்டு மேல டிக் ஆப்ஸ் கொடுத்துங்க டிக் ஆப்ஸ் கொடுத்து அகே நீங்க லைட்டா மூவ் பண்ணி பாருங்க லைன் வரும் அப்பு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த லிரிக்ஸ் மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மியூசிக் பார் இருக்கிற அதுக்கு மேலே எப்படி செட் பண்ணி நான் எப்படி செட் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்க்கறதுக்கு செம சூப்பராக ஓகேங்களா செட் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஸும் கொடுத்துங்க டிக் ஆப்ஸும் கொடுத்துப்போ அகே நீங்கள் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம ஃபைனலாகிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வள அது மேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸமாக இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்து ஒயிட் பாக்ஸ் காட்டும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகா ஆப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அக்கே நீங்கள் அந்த டெம்லேட் மேலே ஒருத்தரை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வளசில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளெண்டிங்கின் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் காட்டும் அதிக கொடுத்துங்க கொடுத்துட்டு இது வீடியோ எடுத்துக்கு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுங்க ஓகேங்களா ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே ரைட் ஆப்ஷன் காட்டோ அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அகே நீங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓகேங்களா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அகேன் இன்னொரு டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க எடுத்த பிறகு நீங்க அப்படியே வலைசல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் ஸ்ப்ரிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸும் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அக்கையின் அந்த டெம்ப்ளெட் மேலே ஒருத்தர் க்ளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வலைசல் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னா அதில் பிளண்டிங்கிட்டு இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்களா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப்ஸுன்னு காட்டும் அது நீங்கள் கொடுத்துங்க ஓகேங்களா கொடுத்த பிறகு இப்போ நம்மளுக்கு தேவையான வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம் வணக்கம் வாழரஞ்சி தெரியாதா பார்க்கறதுக்கு செம்மை சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு செமையான ஒரு வாட்ஸ்அப் சென்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வல செயல மேலே பார்த்தீங்கன்னா ஆரம்ப மாதிரி அதை நம்மளுக்கு டவுன்லோட் ஆப்ஸாக அதை நீங்கள் கொடுத்துங்க கொடுத்த பிறகு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோன்னு இருக்கும் அது நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஏன்ச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்